ஆமினம்மாவுடைய முன்னால வந்து விசிடுகின்ற அந்த பச்சையினுடைய காற்றுப்பட்டும் ஆமினம்மாவுடைய திரேகத்தில் நின்றும் எழுந்த அந்த வயர்வை அடங்கி சலாமத்து அப்படி இருக்கும்போது மீண்டும் சொர்க்கலோகத்தில் நின்று உத்தரவு கொண்டு என்னுடைய ஹபீ என்னுடைய நபி இந்த போகின்றார்கள் அப்படி இருக்க சொர்க்குடைய உடுப்புகளை கொண்டு போய் கொடுத்து ஆமினாவுக்கு உடுத்தும்படியாக செய்யுங்கள் என்று அல்லா உத்தரவுகளை கொண்டு வந்து ஆமினாவுக்கு உடுத்தும்படியாக கொண்டு வந்து கொடுத்தார்கள் அதை வாங்கி ஆசியா மரியமும் இரண்டு பேர்களும் ஆமினம்மா அவர்களுக்குத்தான் உடுத்தாட்டி அவர்களுடைய சொர்க்கத்தினுடைய புடவைகளைத்தானே கொண்டு அலங்காரம் செய்தார்கள் அல்லா அருமநபியினுடைய பிறப்பு அதனுடைய ஒரு சிறப்பு இவ்வளவுதான் நாம சொல்லி முடிக்க முடியாது நபியினுடைய ஜனனத்தை பற்றி நபியினுடைய அவதாரத்தை பற்றி ஆகையினால் அருமை பெரியோர்களே தோழர்களே தாய்மார்களே அருமநாயகர் அவர்கள் பிறந்த ஒரு சிறப்பை பற்றி நாம் சொல்லி முடிக்க முடியாது இந்த முறையிலே ஆமினம்மாவை அலங்காரம் செய்தவர்களாக கூறின பெண்கள் எல்லாம் கூடியிருக்க மீண்டும் அல்லாஹூ ஜெல்லசாரத்தால் ஆண்டவனுடைய உத்தரவு கொண்டு என் அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய பானக்கத்தை கொண்டு வந்து கொடுக்கும்படியாக குடிக்கும்படியாக கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அதை வாங்கி அது போன்று ஆமினாவுக்கு குடிப்பாட்டினார்கள் வாங்கி அதை சாப்பிட்டதும் என் அந்த கர்ப்பமாக குடிதாப்படி இழகி என் கர்ப்பாசனத்தை வெற்றி இந்த உலகத்தில் நம்முடைய பெருமானார் நபி முகமது முசார் சொல்லம் பிறக்கக்கூடிய ஒரு நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றன அதே நேரத்தில் அல்லாஹு ஜெல்லிசாமி தான் ஆண்டவன் வானிலோகத்து வழக்குகளுக்கெல்லாம் அரசராக இருக்கின்ற ஜிப்ரேல் அலி சலாத்து வசலாம் அவர்களை அழைத்தல்லாம் சொல்லுகின்றார் யார் ஜிப்ரையிலே என்னுடைய ஹபீப் உலகத்துல பிறகு போறாங்க பிறக்கக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது ஆகையினால நீங்கள் இந்த எரியக்கூடிய ஏழு நரகத்தையும் இழுத்து அடைத்து பூட்டி எட்டு சொர்களு அலங்காரம் செய்து சொர்க்கத்தினுடைய கபல கஸ்தூரிகளை தான் அள்ளி தெளித்து எல்லாரும் சந்தோஷமாக இருங்கள் உத்தரவு கொடுக்கின்றான் அதன்படியே அர்ம நபியினுடைய அவதாரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நபி முகமது அவங்க தாயுடைய கர்ப்பத்தை விட்டு இந்த உலகத்தில் எப்படி பிறக்கின்றார்கள் என்ற ஒரு சிறப்பை பற்றி சீதா புராணத்திலே உமரப்போறப்பான முறையிலே பாடி காட்டுகின்றார்கள் நபியினுடைய ஒரு பிறப்பை பற்றி மகானவர்கள் என்ன சொல்லுகின்றார்களையானார் கோதர்த்தாயிரம் பெயர் வாழ்ந்த திதர நெருங்கி அவள் செய்திருப்ப செழுங்கமலாசன திருந்து மாதவி கரசி ஆமினா உதிரம் மன இடத்திலிருந்து மா நிலத்தில் ஆதாரம் பெருக நல்வழி பொருளாய் அவமதி தோன்றினே குமர் புலோரப்பா சிறப்பான முறையிலே கவியினை சொல்லி காட்டுகின்றார்கள் அருமை நபி அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி பிறந்தார்கள் என்ற ஒரு தன்மையைப் பற்றி கோதர பழுத்து மதுரமை ரம்பயரு வாழ்த்த குற்றமர கொம்பே பழுத்த கொவை எவ்வளவு அழகாக இருக்கின்றதோ அது போன்ற உடைய கூலின் பெண்கள் எல்லாம் ஆமினம்மா அவர்களுடைய அருகிலே நெருங்கி தீதர நெருங்கி அவங்களுடைய மனதில் எந்தவிதம் குற்றம் குறை இல்லாதபடி அவங்களுடைய பக்கத்தில் நெருங்கி ஏவல் செய்திருப்ப அவர்களுக்கு ஹெதுமத்தி செய்தவர்களாக உதிரம் மனையிட திருந்து மாநிலத்தில் இன்னும் ஆமினம்மாவுடைய கர்ப்பாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற அருமநாயகர் அசோலேக்கரின் சல்லாஹூ அலி வசல்லம் இந்த உலகத்தின் கண்ணில் இன்னும் வாழக்கூடிய ஜீவன்களுக்கெல்லாம் ஆதாரமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஆதாரமுடையவர்களாக நம்முடைய பெருமானார் நபி முகமது முஸ்தே கரின் அலைவசல்ல இந்த உலகத்தில் பிறந்தார்களாம் பிறந்தவுடனே ஆனால் இந்த உலகத்தில் பிரசவத்துடைய ஒரு தன்மை உலகத்துடைய பெண்கள் பேர் ஒரு நேரம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நமக்கு தெரியும் ஆனால் அதே நேரத்தில் அருமன் அபி பிறந்த ஆமினம்மாவுடைய திருமண அங்கு எப்படி இருக்கிறது என்ற ஒரு சிறப்பை பற்றி குமர் புலோரப்பா கவியிலே சொல்லுகின்றார்கள் அருமன் அபி பிறந்ததும் ஆமினம்மாவுடைய வீடும் அவருடைய ஒரு தன்மையும் எவ்வளவு சிறப்பு பெற்றிருந்தது என்பதை பற்றி சிறப்பாக சொல்லுகின்றார்கள் என்ன சொல்லுகின்றார்களே ஆனால் கிடந்தொளிபி வாசம் அளித்து ஆமினம்மாவுடைய திருமண எப்படி இருந்தது கிடந்தொழி பரப்பி உலகத்தில் பிறந்தவுடனே அருமநாயகத்தினுடைய திரு ஒழிவு எங்கும் ஏக பிரகாசமாக இறங்கி கொண்டிருந்ததா வாசம் கொப்பளித்து அவங்களுடைய திரீகத்திலிருந்து எழக்கூடிய அந்த கஸ்தூரி வாசம் எங்கும் பரிமளிக்க கூடிய தன்மையில அதாவது அல்லாஹூ ஜெல்லசான ஆண்டவனுக்கு நேராக இன்னும் தலையை உயர்த்தியவர்களாக சுஜூது செய்யக்கூடிய முறையிலே அர்மநாயகர் ரசூலேக்கரின் சல்லாஹூ அறிவசல்ல தன்னுடைய காலை மடித்து இன்னும் கனிமா வரலை உயர்த்தியவர்களாக அருமநாயகரசூலேக்கரில் சொல்லல்லாகு அறிவில் சொல்லம் இந்த உலகத்தில் பிறந்தார்களாம் இன்னும் அவருக்கு ஒரு ஜனனம் அவருடைய ஒரு பிறப்பி அவர்களுடைய அவதாரமான ஒரு தன்மையை பற்றி சொல்வதென்று சொன்னால் சொல்லி பிடிக்க முடியாது ஆகவே நம்முடைய அரும்பநாயகர சூரியகிரியும் அறிவு சொல்லம் இந்த உலகத்தின் அவர்கள் எவ்வளவு சிறப்பாக அவர்கள் உலகத்தில் அவதாரமாக இருந்தார்களே ஆனால் கண்ணில் சூர்மாயிட்டு மறுகு முகம்மது தான் பீரந்தார்கள் தான் பீரந்த அம்மன் அபி அவர்கள் பிறக்கின்ற பொழுது அவங்களுடைய தலையிலே என்னை தைத்தவர்களாக கண்ணிலே சுட்டவர்களாக தொப்புள் அறுக்கப்பட்டவர்களாக சுமின் பிறந்தார்களா சு அவர்களுடைய ஒரு ஜனம் அவர்களுடைய ஒரு பிறப்பு ரொம்ப சிறப்பு தன்மையாக இருக்கும் இந்த முறையில் அருமநபி உலகத்திலே பிறந்தார்கள் ஆனால் அவர்கள் எந்த மாதம் எந்த நாள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள் என்ற ஒரு சிறப்பை பற்றி அப்பா சொல்லுகின்றார்கள் என்ன சொல்லுகின்றார்களால் தீந்தவின் ஐம்பதாம் நாளில் மாதம் தொகையினில் ரபியுள் அவ்வள பனிரெண்டாம் தேதி எம்மனை கும்பேறியன வரும் பொருளா இசைத்திடும் திங்களின் உரைக்கும் நபி பிறந்தனே அருமை நபி அவர்கள் இந்த உலகத்தில் என்ன நாள் என்ன மாதம் பிறந்தார்கள் என்ற ஒரு சிறப்பை பற்றி சொல்லுகின்றார்கள் செம்மையங்கோட்டு கடகரி கழகம் தீர்ந்தபின் ஐம்பதாம் நாளில் அருமநபி உலகத்தில் பிறப்பதற்கு ஐம்பது நாளைக்கு முன்பதாகத்தான் ஆணை கழகம் நடந்ததா யானை கழகம் என்று சொன்னால் மக்கம்மா நகரத்தில் அமைத்திருக்கக்கூடிய தாபத்துல்லா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசரை இடிக்க வேண்டும் என்று எமன் தேசத்தினுடைய அதிபதியாகிய ஆப்ரஹான் என்று சொல்லக்கூடிய அரசன் யானைப்படை அனுப்பி வைத்தார் காபத்துல்லாவை இடிப்பதற்காக ஆயிரக்கணக்கான யானைகள் இரும்பு வழக்குகளை கொண்டு வந்து மக்காவுக்குள் பிரவேசிக்கின்ற பொழுது மக்கமா நகரத்து மக்கள் எல்லாம் அப்துல் முத்தனீப் போய் சொன்னார்களாம் அப்துல் முத்தனீப் அவர்களே ஆபிரஹானுடைய யானைப்படை காபத்துள்ளா பள்ளிவாச இடிப்பதற்காக நெருங்கி கொண்டிருக்கிறதே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அப்துல் முத்தரீபன்னார்களாம் என் அருமை தோழர்களே நம்மளுடைய வீடுகளை நம்முடைய இல்லங்களை இடிப்பதற்காக யானைப்படை வந்தா நாம எதிர்க்கணும் ஆனால் காபத்துல்லா பள்ளிவாசலோ அது அல்லாவுடைய பள்ளிவாசல் முதன் இந்த உலகத்தில் கட்டப்பட்ட கட்டிடமே காபத்துல்லா பள்ளிவாசல் உலகத்துல முதன் நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடம் காபத்துல்லா அல்லாவுடைய உத்தரவு கொண்டு வானவர்கள் மலக்கக்கூடிய கைகளினால் கட்டப்பட்டது அந்த கௌபத்துல்லா பள்ளிவாச அப்படி இருக்கு அவனுடைய இடிப்பதற்கு யானைப்படை வரும் போது அதற்குரியவன் அல்லாஹு அதை பாதுகாத்துக் கொள்வான் ஆகியனால் அதை பற்றி நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டாம் என்று மற்றவர்களுக்கு சொன்னார்களான் அதுபோல யானைப்படை வந்து கௌபத்துல்லா பள்ளிவாச இடிப்பதற்கு நெருங்கிய நேரத்தில் அல்லாஹூ ஜெல்லசான ஆண்டவனுடைய உத்தரவு கொண்டு கற்களை தன்னுடைய சொண்டுகளில் கொண்டு வந்து அந்த ஆயிரக்கணக்கான படை அந்த யானைப்படை மீது வந்திருக்க வேண்டிய அவங்களுடைய தலைகளில் கொண்டு வந்து வைத்ததாம் அந்த கற்களை வைத்த உடனே வந்த அந்த யான படைக்கு தலைவனாக வந்த அந்த படைக்கு தளபதியாக வந்த மந்திரி நீங்களாக மற்றவர்கள் அத்தனை பேர்களும் அந்த இடத்தில் அப்படி மாண்டு விட்டார்களாம் மடிந்து விட்டார்களாம் அதை பற்றி தான் அல்லாஹூ அரசன் ஆனப்படியை கொண்டு வந்தான் அதை நாம் இப்படி அழித்தோம் என்று அல்லாஹூ நம்முடைய நபிக்கு சொல்லி காட்டுகின்றான் அப்படி அந்த வந்த படைகள் அத்தனை பேருந்து அப்படி மடிந்து விட்டார்களாம் ஆகையினால் அதுல பாக்கி மிஞ்சி அந்த ஒருவன் மட்டும் தன்னுடைய நாட்டிற்கு சென்று ஆபிரே சொல்லுகின்ற நீந்தி விட்டார்கள் நீந்து அழிந்து விட்டார்கள் என்று சொன்னதும் ஆபிரஹான் ஏளனம் செய்தார் பட்சியாவது சிறிய கற்களை கொண்டு வந்து வைப்பதாவது எல்லாரும் மாழுவதாவது என்று சொன்ன உடனே ஒரு பட்சி மட்டும் அவனுடைய தலைக்கு மேலால வந்து நின்று கொண்டிருந்த கற்களை கொண்டு வந்து அவனுடைய கண்ணுக்கு முன்னாலும் ஆகையினால் ஆபிரஹான் பிரமித்து விட்டான் அறவை பெரியவர்களே தாய்மார்களே அவ்வாறுடைய அணுசக்தி எவ்வளவு பெரிய ஒரு மகா மகத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்கணும் சிறிய பட்சி அதனுடைய சொன்னில கொண்டு வந்த அந்த நரகத்தினுடைய அணு கற்கள் இந்த அளவுக்கு பெரிய பெரிய யானைகளை மாறச் செய்ததையானால் அவனுடைய வல்லமை எப்பேர் கொத்தது என்பதை பற்றி நாம எண்ணி பார்க்கணும் இப்ப உள்ள அணுசக்திகளை விட அல்லாஹூ ஜெல்லஸ்தானத்தால் ஆண்டவர் அமைக்கப்பட்ட அந்த அணு எவ்வளவு பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும் இந்த யானைப்படை இந்த யானை சண்டை முடிந்து ஐம்பது நாளைக்கு பின்னால நம்முடைய அருமநாயகர் சுலேக்கரின் செல்லல்லாக வரைவு செல்லாம் பிறந்தார்கள் என்ற ஒரு சிறப்பை பற்றி உமரப்புல சொல்லுகின்றார்கள் செம்மையும் கடகரி கழகம் தீர்ந்த பின் ஐம்பதாம் நாளில் கடகரி கழகம் என்று சொன்னால் யானை கழகம் நடந்து முடிந்த ஐம்பது நாளைக்கு பின்னால அம்மதி மாதம் தொகையில் ரபியில் அவ்வலாம் பனிரெண்டாம் தேதி ரபியில் அவ்வல் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று அருமை நபி அவர்கள் திங்கக்கிழமை சுப்புகுடைய நேரத்தில் அருமநாயக ரசூலேக்கரையும் சல்ல அல்லாஹு வரைவு செல்லம் இந்த லோகத்திற்கும் மறு உலகத்திற்கும் உண்மையன் உரைக்கும் புவனமும் உரைக்கும் மூணு லோகத்துக்கும் நபியாக நம்முடைய அருமநாயக ரசூலேக்கரையும் சல்ல அல்லு வரைவு செல்லும் இந்த உலகத்தில் அவதாரமானார்களாம் பிறந்தார்களாம் அது மட்டுமல்ல அரும நபி அவர்கள் எந்த இடத்தில் பிறந்தார்கள் எந்த இடத்தில் அவர்கள் ஜன்னமானார்கள் என்ற ஒரு சிரத்தையும் பற்றி அப்பா கவியில சொல்றாங்க வடகிழக்காகிப் அவர்களுடைய திருமனையில நம்முடைய பெருமானார் நபி முகமதின் முஸ்தபாக்கின் சல்லல்லாஹு அறிவு செல்ல அவர்கள் பிறந்தார்களாம் அப்படி பிறந்த நாள் அன்று அங்கு என்ன என் நிகழ்கின்றது என்ன என்ன ஒரு காரணங்கள் நடக்கிறது என்பதை பற்றி சொல்லுகின்றார்கள் நம்முடைய பெருமானார் கோட்டை பதினாலு மாடி கட்டிடமாக கூடியது அரும நபி பிறந்த அன்னைக்கு நவசேர்வான் கோட்டை பதினான்கு மேற்படியாக பதினால மாடி கட்டிடம் இடுந்தி நொருங்கொண்டிருந்ததைப் போன்று அந்த தண்ணீர் இழுத்துக் கொண்டு போய்விட்டதா அருமநபி பிறந்த அறுநூறு ஆண்ட காலமாக நெருப்பைத்தானே கொழித்து அணையாத கடவுள் என்று ஆண்டவன் என்று அந்த வரிசியா நாட்டு காவர்கள் வணங்கி வந்தார்கள் அப்படி வணங்கி வரப்பட்ட அந்த பெரும் நெருப்பாக கூடியது அருமநாயகர சூரியகரின் சொல்லெல்லாக வரைவான் பிறந்த அன்னைக்கு அந்த நெருப்பு அப்படியே நூந்து அழிந்து விட்டது அது மட்டுமல்ல நம் அருமநாயகர் அவங்க பிறந்த அன்னைக்கு இபிலிசானுடைய சிங்காசனம் கடலிலே நடு கடலிலே அந்தமாக அமைத்து வைத்திருந்த அவனுடைய சிங்காசனம் அப்படி இடிந்து நொறுங்கி கீழே விழுந்து விட்டது அவருடைய இருப்பிடங்கள் எல்லாம் அழிந்து விட்டது இந்த முறையில் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தவா ரசூலேக்கரின் சல்லல்லாக வளைவு செல்லாம் அவங்களுடைய ஒரு ஜனனம் அவங்களுடைய ஒரு பிறப்பு அவங்களுடைய இந்த உலகத்தில் அவதாரமான ஒரு சிறப்பு இப்படி அருமநபி பிறந்த ஒரு சிறப்பை பற்றி சொல்வது என்று சொன்னால் சொல்லி முடிக்க முடியாது அவ்வளவு பெரிய சிறப்போடு அருமநபி அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்து அவர்கள் பொழுது அவர்களை எடுக்க வேண்டும் என்று ஊரில் பெண்கள் ஒருவருக்கு ஒருவர்கள் முன்னணியாக அருமநபி எடுக்க வேண்டும் என்பதாக அடுத்தவுடனே அல்லாஹூ ஜல்லசான உத்தான் ஆண்டவன் யாரை அழைத்து சொல்லுகின்றானே ஆனால் வானோசரானி புரியலை அருகில் அழைத்து தம்புரான் உரைக்குற்ற சொல்லுகின்ற யார் இப்ரே என்னுடைய ஹபீபாகிய நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்ல அல்லாஹு அவர்களை யாரும் தொடக்கூடாது யாரும் எடுக்கவும் கூட முன்பதாகவே நீங்கள் சென்று என்னுடைய ஹபீபை எடுத்துவார்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றார் அதன்படி வானவர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கு குடிசன திரு வந்தார்கள் ஆமீனார் திருமண திருமணையில் உட்புகளை தான் உடுத்தி முந்தக கூடிய வைத்து வானவர்களும் அலிஸ்லாம் நம்முடைய அருமநாயகர் சூரியகிரியின் சொந்த சொல்லும் அவர்களுக்கு முகம்மது என்பதாக திருநாமும் வைத்தி இடுவார் சிறப்போடும் மகிழ்ந்திடுவார் கொண்டு வைத்து வானவர்கள் கூட்டங்கள் எல்லாம் கூடியிருந்து அவர்களுக்கு என்பதாக பெயர் நாமத்தில் சூட்டி வானவர்களெல்லாம் மகிழ்ந்தார்களா வானலோகமும் எல்லாங்களும் சிறக்கின்ற முறையில் எல்லா உலகங்களும் சிறப்பிக்கக்கூடிய முறையில் அருமநபி அவர்கள் அவர்களுடைய ஜனனமும் அவர்களுடைய பிறப்பும் அவங்களை அல்லாஹு படைக்கவில்லை என்று சொன்னால் அந்த அடைந்திருக்க முடியாது அப்பேருக்கு சிறப்புக்குரிய அருமை நபி அவர்களை கொண்டு வைத்து முகமது என்பதாக பேர்நாமத்தையும் சூழ்த்தி சொர்க்குடைய மாணிக்கு தொட்டில் தான் அவர்களை மலாய்க்கு மாதிரிகளும் ஊரிலின் பெண்களும் கூடியிருந்த அமன்பி அவர்களை தான் அவர்கள் சூழ்ந்து நின்று கொண்டு அவர்களை தான் ஆட்டுகின்றார்கள் பிள்ளை கொருமலே ஒன்னு ஆயிரம் புராணிமா அவர்கள் தொட்டில் பிடித்தாடின அவர்களை வைத்து அவர்களை பாடி அவர்களை வாழ்த்து கூறி சொல்லுகின்றார்கள் ஜிப்ரீல் அலி சுல்லாத்து வலாம் அவர்களுக்கு அல்லாஹு உத்தரவு கொடுக்கிறார் யார் ஜிப்ரீலே என்னுடைய ஹபீபை என்னுடைய இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களுக்கும் கேட்கக்கூடிய முறையிலே அவங்களுடைய சிறப்பை பற்றி சொல்லி அவங்களுடைய தாயாகி ஆமின கொண்டு போய் கொடுத்து வாங்க என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றார் அதன்படி ஜிப்ரில் கையில எடுத்துக்கொண்டு உலகத்தில் வாழக்கூடிய ஜீவன்களுக்கெல்லாம் கேட்கக்கூடிய முறையில சொல்லுகின்றார்கள் இந்த முகம்மது என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு இவர்களை நபி என்று இவர்களை அல்லாவுடைய ரசூல் என்று மனப்பூர்வமாக எண்ணி ஈமான் கொண்டு அவர்களுக்கு ஆண்டோழன் அனுப்பி வைக்கக்கூடிய அந்த வழிப்படி யார் இந்த உலகத்தில் நடக்கின்றார்களோ அவர்கள் சிறப்பு அவர்கள் இரண்டு உலகத்திலேயும் வெற்றியடைவார்கள் என்று எல்லாருக்கும் கேட்கக்கூடிய முறையில நம்முடைய அருமநாயகத்தினுடைய சிறப்பை பற்றி அவங்களுடைய பிறப்பை பற்றி சொல்லி முடித்து மீண்டும் அவர்களை கொண்டு வந்து ஆமினம்மாவுடைய திருமனையில சபா அம்மா என்று சொல்லக்கூடிய அந்த தாயுடைய மடியிலே கொண்டு வந்து வைத்தார்களாம் அந்த அம்மா இரு கரத்தினாலே ஏந்தி வாங்கி சபா அம்மாவுடைய மடியிலே வைத்தார்களாம் மடியிலே வைத்த உடனே அதே நேரத்தில் அருமை நபி அவர்கள் அதாவது சபா வாங்கி மடியிலே வைத்ததும் அதாவது பிள்ளைக்குரிய முறையோடு அவர்கள் அழுதார்கள் அழுதவுடனே அல்லாவுடைய ரஹமத்து சபா உண்டாவதாக என்று அசிரியர் ஏற்பட்டது அல்லாவுடைய ரகமத்து சவா அம்மாவுக்கு உண்டாவதாக என்று அசிரி ஏற்பட்டதும் அந்த அம்மாவுடைய கண்களுக்கு அதாவது இந்த ஊனக்கன் என்று சொல்லக்கூடிய அந்த கண் மறைந்து அந்த அம்மாளுக்கு ஞானக்கண் என்ற ஒழிவு பிரகாசமாகின்ற அந்த அம்மாள் அவங்களுடைய கண்ணுடைய அவர்களுக்கு என்ன தெரிகின்றது ஆனால் சாம்ராச்சியம் ரூம் ராச்சியங்கள் எல்லாம் அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே காட்சி அளிக்கின்றனர் இன்னும் தொடுத்து மஷ்ரீக் வரை உள்ள பொருள்கள் எல்லாம் அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே காட்சி அளிக்கின்றால் நம்முடைய பெருமானார் மடியில் இருக்கின்ற ஒரு சிறப்பு தன்னை அல்லாவுடைய ரகமத்துக்கு பாத்திரமாகிய அந்த சவா அம்மாவுடைய ஒரு கண்ணுக்கு இந்த வாரம் காட்சி அளிக்கின்ற ஆகவே வந்த அமரோர்களும் கூறுவீன்களும் அரும நபியை வாழ்த்தி போற்றி இன்னும் மீண்டும் ஆசியா மரிய அனைவர்களும் வாழ்த்தை போற்றி அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு சென்றார்கள் ஆகவே ஜிப்ரீ அலிஸ் இதையெல்லாம் செய்து முடித்து சவா அம்மாவுடைய கையில கொண்டு வந்து ஒரு நேரம் எவ்வளவு நேரம் என்று சொல்லுகின்றார்கள் நொடிப்பொழுது என்பதாக சொல்லுகின்றார்கள் நொடி பொழுதுக்குள்ளாக இவ்வளவு காரியங்களின் செய்து முடித்து சவா அம்மாவுடைய கையில கொண்டு வந்து கொடுத்தார்களா ஆகவே அருமநபி பிறந்த உடனே மடிய சந்தோஷமாக மகிழ்ச்சி கொண்டவர்களாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இருக்கின்றார்களே அதாவது நம்முடைய அருமை மகனுடைய ஒரு பிறப்பை பற்றி அருமை அதாவது தம் மகனுடைய பிள்ளையினுடைய ஒரு பிறப்பை பற்றி அதாவது ஆமினம்மாவுக்கு யாரும் உபகாரம் செய்வதற்கு அவர்களுக்கு உபகாரம் செய்த அந்த பேர்காரத்தை பார்ப்பதற்கு ஆள் இல்லையே என்று வேதனையோடு கௌபத்துல்லா பள்ளிவாசல் இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கண்ட காட்சி அவர்களை திடுக்கிட செய்து விட்டனர் அருமன் அபி பிறந்த அந்த நேரத்தில் அந்த கௌபத்துல்லா பள்ளிவாசல் நாலு மூளையும் ஒன்றாக கூடி அருமன் நபி பிறந்த திசையை பார்க்க அந்த கௌபத்துல்லா பள்ளிவாசல் சொன்னதான் இவ்வளவு நாள் நான் கலங்க இருந்து கொண்டிருந்தேன் புனிதத்தன்மை அடைந்து விட்டேன் என்று நபி பிறந்த திசையை பார்த்து செய்து அந்த பள்ளி வாசல் இழந்ததா இதை பார்த்த அப்துல் முத்தலீபு பயந்து நடுக்கம் உண்டாகி பள்ளி விட்டு தான் வெளியே வந்து ஆமினம்மாவுடைய திருமணக்கு அவசரமாய் வந்துடுவார் அப்துல் முத்தலீபே பெரியவர்கள் திருமனையில் வந்திருந்து சொல்லிடுவார் ஆமீனம் அவசரமாக ஓடி ஓடி வந்து ஆமீனம் வீட்டு தலைவாசலில் இருந்து பார்க்கும் போது ஆமினம்மா மிக்க அழகோடு ஒளிவோடு தெளிவோடு அவர்கள் அணிந்திருக்கின்ற பட்டாடையும் அவர்கள் அணிந்திருக்க வேண்டிய உறுப்புகளையும் பார்த்து பிரமித்தவர்களாக வெளியிலே நின்று கொண்டு கேட்கின்றார்கள் அம்மா இங்கு என்ன நடந்தது என்ன காரணம் என்று கேட்கும் போது ஆமினம்மா பதில் சொன்னார்கள் மாமனார் அவர்களே இன்று இரவு நான் அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன் என்று ஆமீனம்மா சொன்னான் சொன்ன உடனே அப்துல் முத்தலிவு பார்த்தார்கள் ஆண்டவனே உலகத்தில் உள்ள பெண்கள் பேர் காலமானால் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி நமக்கு தெரியும் ஆனால் ஆமின் அம்மா குழந்தையை பெற்றவர்களே போன்று தெரியவில்லையே ஆகையினால் அவங்க அணிந்திருக்க வேண்டிய உடைகளும் உடுப்பும் அவங்களுடைய ஒரு அழகையும் தெளிவையும் பார்க்கும் போது அதற்குரிய நிலை ஒன்றும் காணப்படவில்லையே என்று மனதிலே வைத்துக் அப்துல் முத்தரிப்பு கேட்டார்கள் அம்மா அப்படியானால் அந்த பிறந்த குழந்தையை தாருங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அப்துல் முத்தரீபு பிரியத்தோடு பிறந்ததோறு பாலகரை அவர்கள் பண்புடனே கட்டிடுவார் ஆமினம் முகத்தை பார்த்து அப்துல் முத்தரீப் கேட்டான் அப்படி கேட்கும் போது ஆமினம்மா சொன்னார்கள் மாமனார் அவர்களே என்னுடைய அருமை கண்மணியான மகன் அந்த முகமது அவர்களை மூன்று நாள் வரைக்கும் யாரும் பார்க்க கூடாது என்று அல்லாவுடைய உத்தரவு அல்லாவுடைய ஒரு அனுமதி அதனால் அந்த குழந்தையை பார்க்க முடியாது என்று சொன்னார் சொன்ன உடனே அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது அவங்களுடைய கண்கள் சிவந்து விட்டது அவங்களுடைய கோபத்தினுடைய ஒரு தன்மையை பார்த்த ஆமினம்மா அவர்கள் சொல்லுகின்றார்கள் மாமனார் அவர்களே கோபமடையாதீர்கள் உங்களுடைய கோபத்தை நான் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தகுதி எனக்கு கிடையாது ஆகையினால் ஏன் கோபமடைகின்றீர்கள் இந்த வீடு உங்களுடைய வீடு மகனோ உங்களுடைய மகன் பிள்ளையோ உங்கள் மகம் பெற்ற பிள்ளை உங்களுக்கு பேர குழந்தை நான் தடை இல்லை நீங்களே வீட்டுக்குள் வந்து குழந்தை எடுத்து பாருங்கள் என்று ஆமினம்மா ஒதுங்கிக் கொண்டார்கள் உடனே அப்துல் முத்தலிபு பேர குழந்தையை தானே பார்க்க வேண்டும் என்று பிரிய ஆமீன் அம்மாவுடைய தலைவாசல் பக்கமாக அடுத்த சென்றிருவார் அப்துல் முத்தலிபு நபர்களும் ஆமினம்மாவுடைய தலைவாசல் பக்கமாக அடுத்தார்கள் வீட்டுக்குள் போவதற்கு அதே நேரத்தில் அங்கு எப்பேருத்த ஒரு காட்சி காணுகின்றார்களே தலை மாசல்கரமா வைத்துக் கொண்டு அழகான ஒரு வாலிபராக கூடியவர்கள் உரிமைய கத்தியோடு வாசலில நிற்கின்ற அந்த வாலிபரை கண்டிவார் கண்டதுடன் பயன் அவர்கள் ஒரு ஆயுத்தோடு ஒரு வாலிபர் வைத்துக் கொண்டிருக்கின்றான் இவன் யார் இவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் நம்முடைய குடும்பத்தாரெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து இவனை பிடித்து தக்க முறையில் தண்டிக்க வேண்டும் என்று எண்ணி அப்துல் முத்தலீப் ஆமின் அம்மாவுடைய வீட்டை விட்டு வந்தார்கள் வந்த உடனே அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு நாவலவில்லை உணர்வு இழந்து விட்டது வீட்டிலேயே அப்துல் முத்தலீஃப் ஆகக்கூடியவர்கள் ஏழு நாள் வரைந்தும் எதுவுமே பேசாதபடி எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லாதபடி இருந்த ஏழு நாள் ஆயிருந்து அப்துல் முத்தலீப் பேசாம திருமண எதுவும் பேசாதம் ஏழு நாள் இருந்தாங்க அதற்கு பின்பதாக அவர்களுக்கு அவர்களுக்கு தெளிவு ஏற்பட்டது மீண்டும் திரும்பி வந்து ஆமினாவை கேட்டார்கள் ஆமினாவே உங்களுடைய வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் என்ன நடந்த ஒரு காரணம் என்ன சொல்லுங்களம்மா என்று கேட்கும் மா சொ அருமை மாமனார் அவர்களே அல்லாவுடையை கொண்டு நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் ஆதியோடு அந்தமாக ஆமினம்மா விளக்கி சொன்னார்கள் அந்த இரவு கூரிலின் பெண்கள் வந்ததும் மாணவர்கள் வந்ததும் ஆசியா மரியம் வந்ததும் சொர்க்கத்தினுடைய பானகங்களை கொண்டு வந்து கொடுத்ததும் சொர்க்கத்தினுடைய உடுப்புகளை கொண்டு வந்து கொடுத்ததும் எல்லா விபரமும் அந்தமாக மாமனார்த்து சொல்லி காட்டினார்கள் மகிழ்ச்சி கொண்டு தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்லுகின்றார்கள் அம்மா அப்பேற்ப அந்த சிறப்பு மிக்க அந்த குழந்தையை கொண்டு வந்து தாருங்கள் நான் பார்க்கட்டும் என்று சொன்னதும் ஆமினம்மா விரைந்து சென்று அவர்கள் இன்னும் மலைமை மலை கொப்பாகிய இன்னும் கருணை உள்ளம் படைத்த கொடை கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தன்னுடைய முப்பதற்கான கரங்களை தான் நீட்டி அருமை கண்மணியாய் பாலரை முகமது அவர்களை இருகிறத்தால் ஏந்தி வாங்கி அழகுள்ள பாலக முகத்தை பார்க்கின்றார்கள் அருமை பாலராகிய பேரக் திருமுகத்தை பார்க்கின்ற பொழுது அவ்வாவுடைய அருள் அடை கண்ணும் அவர்களுடைய அந்த வாயும் அவங்களுடைய திரேகத்தினுடைய ஒரு தன்மையும் அவங்களுடைய திரேகத்தினுடைய கமலக்கூடிய கஸ்தூரி வாசமும் இதையெல்லாம் பார்த்து அப்துல் முத்தலீப் அவர்கள் மட்டில்லா மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாகி ஆமின் அம்மாவுடைய வீட்டை விட்டு நீங்கி காபத்துல்லா பள்ளி வாசலுக்குத்தான் விரைந்து வந்து காபத்துல்லாவுடைய பள்ளிக்குள் தான் நின்று அப்துல் முத்தலீப் அவர்கள் ஆண்ட வேனை வேண்டியிடுவார் அகம் மகிழ்ந்து புகழ்ந்து பெயர் அருமை கண்மணி ஆகிய தன்னுடைய பேரை குழந்தைக்கு பாபுல்லா பள்ளிவாசலுக்குள் வந்து நின்று அவர்களுக்கு முகம்மது என்பதாக பெயர்நாமத்தை சூட்டினார்கள் மனதிலே சந்தோஷம் அடைந்தார்கள் மீண்டும் அந்த புனிதமிக்க ஆலயத்தை வீட்டு வெளியாகி ஆமினம்மாவுடைய திருமணக்கு வருகின்றார்கள் ஆமினம் அரண்மனைக்கு மகனை முத்தி முகர்ந்து அவங்களுடைய மனம் பூரிப்படையக்கூடிய முறையிலே மகனை பார்த்து மகிழ்ச்சி கொண்டார்கள் அதே நேரத்தில் அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய அருமை பேர அவர்களும் வெகு சிறப்பான முறையிலே அவர்களுடைய வீட்டிற்கு திரும்பினார்கள் அவர்களுக்கு ஆமினம் அவர்கள் மகனுக்கு பால் கொடுத்த ஒரு சிறப்பைப் பற்றி சொல்லுகின்றார்கள் சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது ஆமினம்மா அவர்கள் ஏழு பால் கொடுத்தார்கள் என்று சரித்திரம் கூறுகின்ற அதே நேரத்தில் அருமை நபி அவர்கள் பிறந்ததும் அவர்களுடைய தகப்பனார் கூட பிறந்த சிறிய தந்தை அபுல் அஹபு என்று சொல்லக்கூடியவருக்கு அண்ணனுக்கு குழந்தை பிறந்து விட்ட என்ற செய்தி அறிவிக்கப்பட்டதும் தெரிந்ததும் அவர் சந்தோஷமடைந்தார் உடனே அபுல் அஹபு தன்னுடைய வீட்டில வேலையாக அடிமையாக இருந்த குபைபா என்று சொல்லக்கூடிய பெண்ணை அபுல் அஹபு அப்படி உரிமை விட்டது உரிமை விட்டு அந்த வளர்த்துவா அதன்படி பெண்மணி அந்த சொல்லக்கூடிய பெண்மணி ஆமின் அம்மாவுடைய வீட்டிற்கு வந்து அருமை கண்மணி நம்முடைய பெருமானார் அவர்களை குழந்தையாகிய முகமது அவர்களுக்கு இந்த துவைபா என்று சொல்ல பெண்மணி பால் கொடுத்து அவர்களை பராமரித்து வளர்த்தி வருகிறார்கள் பெரிய நாயன் என்று சொல்லூடிய பெண்மணி அவர்களுக்கு பால் ஊட்டி பராமரித்து வருகின்றார்கள் ஆகவே அருமை நபி அவர்கள் அவதாரமான ஒரு சரித்திரம் இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்த ஒரு சரித்திரம் இம்மட்டோடு நிறைவு பெறுகின்ற அருமநாயகர் ரசூரின் அறிவு செல்லம் பால் குடி பிள்ளையாக இருக்கின்ற அவர்களை பராமரித்து அருமை தாய் அவர்களும் பால் கொடுத்து வர வேண்டிய அந்த ஊவைபா என்று சொல்லக்கூடிய பெண்மணியும் சிறப்பாக வளர்த்து வருகின்றார்கள் என்று சிறப்பாக இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருமை பெரியார்களுக்கும் தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் யாவையர்களுக்கும் அவ்வளோ ஜெல்லுசான ஆண்டவன் தன்னுடைய ஈமான்களை பிரகாசமாக்கி அரும நபியினுடைய வழி நடக்கக்கூடியவர்களாக இன்னும் பி வி பாத்திமா அலி அல்லாஹு தால அவங்களுடைய வழியை பின்பற்றி அவங்களுடைய சபாயத்தை சேரக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹூத் அல்லாஹூ ஆக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டி